பார்வை உணர்வு பற்றி ஒரு குழந்தை அறிந்து கொள்ள உதவுவதற்கு நீங்கள் அவர்களை பார்க்காமல் ஒரு படம் வரைய முயற்சிக்க சொல்லலாம் குழந்தையை கண்களை மூடிக்கொள்ளச் சொல்லலாம் அல்லது அவர்கள் கண்களை விடலாம் பிறகு அவர்கள் தங்கள் படத்தை வரைய முயற்சிக்கலாம் அடுத்து குழந்தை தன் கண்களை திறந்து கொண்டோ அல்லது கண்கட்டை எடுத்துவிட்டோ மீண்டும் தாங்கள் படத்தை வரையலாம் அவர்கள் முடித்த பிறகு பார்க்காமல் வரைந்ததை ஒப்பிடும்போது பார்த்த வரைந்தது எப்படியிருந்தது என்று அவர்களிடம் பேசலாம் இந்த செயல்பாடு அவர்கள் பார்வை உணர்வின் மதிப்பை அறிந்து கொள்ள உதவும்